السلام علیکم ورحمت اللہ تعالی الحمدللہ. الحمدللہ رب للمتقین والصلاة والسلام علی سیدنا محمد اشرف அலாம وعلى சனினா மஹ அஷரஃஃப்ஃமர்சலின் اما بعد فقد قال الله تعالى في القران القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وانظر نفس ما قدمت لغد واتقوا الله ان الله خبير بما تعملون وقال صدق الله وصدق رسول ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين இிம்ர் சதீம் சர்சீக்கீம்ஷான் ஷாக்கரீன் வலமது صلى الله عليه وسلم إِنَّ اللَّهَ لَا يَنْدُرُ إِلَىٰ صُوَرِكُمْ وَأَمْوَالِكُمْ وَلَاكِ يَنْدُرُ إِلَىٰ قُلُوبِكُمْ وَأَعْمَالِكُمْ رواہ مسلم صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم رب شرح لی صدری وی سر لی امری وحل العقدت من لسان افقهون قولی ரீீீன அபிலாம் சாஸ் அஸ்லாம் யா சி ரீ முர சா மஹின் சா மஹின் bilkul hi dawai hai wa afiyatna abdan wa shifaiha wa noor al absar yudaiha wa ala alihi wa sahbihi wa sallam radina billahi rabba wabil islam dinana wa bi muhammadin sallallahu alaihi wa sallam nabiyya wa rasula radina doston சலாத் அலிகா சையதி யா ரசூல் அல்லா ஹுத்பியதி கல்லத் ஹீலதி அதிர்னி யா ரசூல் அல்ல சல்லாஹ் அலீஹு வஸ்லம் யா ஷஃபியா முதுர்பீன் எல்லாப் புகழும் அல்லாஹ் ஒருத்தவனுக்கே உருத்தாகட்டுமாக அவனுடைய தூதர் என் பெருமானார் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூல் சல்லாஹ் அலீஹு வஸ்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடைச்சோட்டை தவறாமல் பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் ஷொஹ்தாக்கள் அலிமார்கள் குடும்பமார்கள் ஷேக்குமார்கள் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்திர்கள் மீதும் நமக்கு கல்வியை போதித்த நம்முடைய ஆசான்மார்கள் மீதும் இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் மனைவியின் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் தங்கு தடையின்றி நின்று நிலவட்டுமாக ஆமீ எல்லாமல்லா அல்லாவின் அருளும் அவனின் கிருபையும் கருணையும் நம் அனைவின் மீது வந்து சேரட்டுமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வானாக அவனிடத்தில் மன்றாடி தவபா செய்ததன் மூலமாக கண்ணீர் வடிப்பதன் மூலமாக நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருவானாக அதன் மூலமாக அல்லாஹு தாலான அனைவர்களையும் சிவனத்தில் ஒன்று சேர்ப்பானாக அவனுடைய மகபீரத்திற்கு சொந்தக்கார மக்களாக நம்ம யார் யாரெல்லாம் கடன்களினாலும் நோய்களினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிரந்தர ஒரு வாழ்வையும் ஒரு ஷிஃபாவையும் கொடுத்தருள்வானாக நம்முடைய எல்லா விதமான ஹாஜத்துகளையும் நிறைவேற்ற அங்கீகரித்தார்கள் புரிவானாக மீன் அன்பிற்கும் பெரும் எதிர்ப்பிற்கும் அல்லாவின் நல்ல நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஈமானோடு கடைசி வரைக்கும் இருப்போம் என்று நாம் என்றும் சொல்லுவோம் என்றும் சொல்லுவோம் என்றும் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆனால் அந்த ஈமானின் அஸ்திவாரம் ஈமான் உறுதியாக வேண்டும் என்று நம்முடைய ஈமான் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் உறுதியாகவும் நிலையாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல் செய்த அமல் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் என்ன வேண்டும் இறைவனுடைய அச்சம் வேண்டும் தக்குவா நம்மிடத்தில் வேண்டும் இறையச்சம் நம்மிடத்தில் வேண்டும் அப்படி இரையச்சம் நம்மிடத்தில் இருக்குமேயானால் நாம் பாவம் செய்வதற்கு முன்வரமாட்டோம் பாவம் செய்யாமல் இருப்போம் ஆக அந்த இரையச்சம் இல்லாத காரணத்தினால்தான் ஒருவரை பற்றி நாம் குறை கூறுவதாக இருந்தாலும் சரி வியாபார இடத்தில் அதாவது வேலை எடுத்து வியாபாரம் செய்வதில் நாம் மோசடி செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது ஒருவர்த்து ஒரு தனிப்பட்ட வாழ்வையும் நாம் குறை கூறுவதாக இருந்தாலும் சரி அவர்களை பற்றி ஆராய்வதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் எப்படி இருந்து இருக்கிறது சொன்னால் நம்முடைய மனதில் தக்குவா இல்லாத காரணத்தினால்தான் நம்முடைய மனதில் இரையேச்சம் இல்லாத இல்லாமல் இருக்கின்ற பொழுதுதான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய மனதில் உருவாகும் அப்படி உருவான பாவம் செய்யறதுக்கு அசால்ட்டா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் இறைவனுடைய அச்சம் நம்மகிட்ட இருக்கவே இருக்காது அல்லா ரஹ்மான் கடைசி வரைக்கும் நம்முடைய ஒஃபாத் வரைக்கும் இறையச்சத்தோடு வாழ்ந்து இறையச்சத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உல்லா ரஹ்மான் மனிதன் திரிடுவானாக ஆமே ஹாத்தம் அசம் ரஹமத்துல்லி அவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் மனிதா நீ உயர்ந்த இடத்தில் இருக்கின்றாய் உனக்கு மட்டும்தான் கல்வி இருக்கின்றது உன்னிடத்தில் மட்டும்தான் செல்வம் இருக்கின்றது நீ மட்டும்தான் செல்வந்தனாக இருக்கின்றாய் பணக்காரனாக இருக்கின்றார் என்று நீ மமதை கொள்ளாதே ஆணவத்தில் அலையாதே என்று அசம் ரஹத்து அலி அவர்கள் சொல்லிக்காட்டுவார்களாம் உயர்ந்த இடத்திற்கெல்லாம் இருக்கின்ற சொந்தமான இடத்தில் இருக்கின்ற சுவர்ணலோகத்தில் செய்தன ஆதம் அலி அவர்கள் சுவர்ணோகத்தில் இருந்தார்கள் அதன் பிறகு அல்லாஹூத்தால் பூமியிற்கு அனுப்பப்பட்டார்கள் அதற்கு பிறகு அலே சலாத் அல்லாவுடைய உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று நீ ஆணவத்தில் அலையாது என்று ஆத்தம் அசம் அலி அவர்கள் சொல்லி காட்டுவார்களாம் அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய நப்சிற்கு சொல்வார்களாம் நப்சே நீ தான் உனக்கு மாத்திரம்தான் கல்வி இருக்கின்றது என்று நீணவத்தில் அலையாது என்று தன்னுடைய யார் சொல்லுவா ஹாத்தம் சொல்லி காட்டுவார்களாம் அல்லாஹு சொல்லுவா வயது ஆனால் இபிலிஸ் அதை மறுத்தான் எதற்காக மறுத்தான் அதை பற்றி இறைவன் கேட்கின்ற பொழுது மாமன அவர்களிடத்தில் நீ சுஜூ செய்வதை தடுத்தது என்ன என்று கேட்கின்ற சொல்லுவா இரவென்றத்தில் ஆணவத்தில் நீ படைத்திருக்கின்றாய் ஆனால் ஆதம் அலை அவர்களை களி மன்னினால் மன்னினால் நீ படைத்தாய் அதற்காக நான் சுஜூ செய்ய முடியாது என்று வந்து இரவன் இடத்தில் ஆணவத்தில் சொன்னான் அப்படி சொன்ன காரணத்து ஒரே புடியா தூக்கி போட்டு பூமியில தூக்கி எரிஞ்சான் மனசுல எப்படி இருக்கணும் நம்முடைய மனசு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தக்குவாவுடையதாக இருக்க வேண்டும் அவர்கள் தன்னுடைய சொல்வார்கள் என்பதெல்லாம் வரலாற்றில் பார்க்கலாம் கேட்பார்களாம் اي يدخل الجنه احد من امتك بغير حساب اي يدخل الجنه احد من امتك بغير حساب يا رسول الله nglude ummatil undana manidargal nglude sammathinargal ngludathil undana manidargal yaravud kelvikanukkal illamal soonam selvargala endru annal peruman ashraful khalq muhammad rasulullah sallallahu alaihi wasallam kelthinde polude annal peruman sallallahu alaihi wasallam solluvargala am கேள்வி கணக்குகள் இல்லாமல் சோனம் செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அதை யார் என்று பெருமானார் செல்லலால் சொல்கின்ற பொழுது சொல்லுவார்கள் ஒரு மனிதன் தான் செய்த பாவத்தை நினைத்து தான் செய்த தவறை நினைத்து தான் செய்த குற்றத்தை நினைத்து மூலமாக கண்களில் இருந்து அல்லாஹு தாலா சோனத்தில் நுறையவைப்பான் அது மாத்திரம் நரகத்தை விட்டு மீரற்றமாக்கி வைப்பான் என்று அஷ்ரபுல்கள் அண்ணல் பெருமான் முகமது சொல்லி காட்டுவார்கள் உள்ள ரஹ்மான் நம் அனைவர்களையும் பிறகு கேள்வி கணக்குகள் இல்லாமல் சிவனத்தின் நுழையக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்தைகளுக்கும் தந்தபுரிவானாக இப்ராஹிம் எபின் அதுஹம் ரஹமத்துல்லாலி அவர்கள் அவர்கள் ஒரு இறைநேச செல்வர்கள் ஒரு ஞானி இறைஞானி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார் நான் நிறைய பாவம் செய்துட்டேன் நான் அதிகமான பாவம் செய்துட்ட பாவம் செய்யாம இருக்கதற்கு ஒரு வழி சொல்லுங்க என்று இப்ராஹிம் ரகத்தில் கேட்கின்ற பொழுது இப்ராஹிம் ரஹத்து விஷயங்கள் சொல்லுவார்கள் அல்லாவின் உண்டான அச்சத்தை அவர்களுடைய மனதில் ஏற்படுத்துவார்கள் முதலாவது விஷயம் என்னென்று சொன்னால் ஓ மனிதா அன்பு தோழரே இதா அறத்த நீ பாவம் செய்ய நாடினால் இத அறத்தை நீ பாவம் செய்த நாடினால் என்று அந்த மனிதர் சொல்வாரா அவனுடைய இப்ராமின் அதிகம் கேட்கின்ற பொழுது இப்ராமன் அதிமர் ரம்து அவர்கள் சொல்வார்கள் நீ பாவம் செய்ய நாடினால் நீ பாவம் செய்ய நினைத்தால் அவன் இல்லாத இடத்தில் போய் நீ பாவம் செய் அவன் இல்லாத இடம் எங்கு இருக்கின்றதா அவன் இல்லாததா அவன் இல்லாத ஊர் இருக்கின்றா இல்ல அந்த நபர் சொல்லுவாரு அவன் இல்லாத இடம் எதுவுமே இல்லை அவன் இடத்துல நிரம்பி இருக்கின்றான் என்று அந்த நபரை சொல்லுவார் அப்படியானால் நீ பாவம் செய்யாது என்று இப்ராஹிம் அவர் சொல்லி காட்டுவார்கள் மூன்றாவதாக சொல்வார்கள் அன்பு தோழரே நீ பாவம் செய்ய நினைத்தால் அவன் பார்க்காத இடத்தில் நீ போய் பாவம் செய் அவன் பார்க்காத இடத்தில் சென்று நீ பாவம் செய் என்று இப்ரா அவன் பார்க்காத இடம் எங்கு இருக்கின்றது அவன் எல்லா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தாலா திருவசனத்தின் மூலமாக சொல்லி அந்த நபர் சொல்லி காட்டுவார் உள்ளத்தில் உள்ளதல் இல்லமா உள்ளத்தில் இருக்கின்றது அல்லவா அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அந்த நபர் அந்த மனிதர் இப்ராஹிம் அது சொல்லுகின்றார்கள் இப்ராஹிம் அதாலி அவர்கள் சொல்லுவார்கள் அப்படியானால் நீ அவன் பார்க்காத இடம் இருக்கின்றது அவன் பார்க்காத இடம் இல்லை அவன் இல்லாத இடம் இல்லை என்று தெரிகின்றது அப்படியானால் நீ பாவம் செய்யாது என்று இப்ராஹிம் அது அவர்கள் அந்த நபரத்தில் சொல்லி காட்டுவார்கள் முதல்ல என்ன சொன்னாங்க அவன் நீ பாவம் செய்ய நினைச்சுன்னா அவனுடைய ரெசுக்க சாப்பிடாத ரெண்டாவது நீ பாவம் செய்ய நினைத்தால் என்று சொன்னால் அவன் இல்லாத இடத்தில் போய் பாவம் செய் மூன்றாவது சொன்னார்கள் அவன் நீ பாவம் செய்ய நினைத்தல் என்று சொன்னால் அவன் பார்க்காத இடத்தில் போய் பாவம் செய் இதெல்லாம் அவன் எல்லாவற்றிலும் அவன் இருக்கின்றான் எல்லாவற்றையும் அவன் பார்க்கின்றான் எல்லாவற்ற மனதையும் அவன் பார்க்கின்றான் என்று உனக்கு தெரிகிறது அல்லவா அப்படியானால் நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பாவம் செய்யாமல் என்று இப்ராஹிம் அதுகம் அந்த நபரத்தில் சொல்லி காட்டுவார்கள் சொல்வார்கள் நீ பாவம் செய்ய நினைத்தால் மலக்கல் மூத்து உன்னிடத்தில் வருகின்ற பொழுது நீ கல்வி ரூகிக்க உன்னுடைய வாங்குவதற்காக வருகின்ற பொழுது நீ கல்வி ரூகிக்க நீ சொல்லை பாவம் வாயிற வரைக்கும் நீ தாமதம் செய்யுங்கள் என்று மலக்குமாரத்தில் நீ சொல் என்று அதை இப்ராஹிம் அது சொல்லி காட்டுவார்கள் உனக்கு தைரியம் என்றால் நீ சொல் அப்படி நீ சொல்வதற்கு தைரியம் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் நீ வாழ்கின்ற பொழுது பாவம் செய்கின்ற இப்ராமின் அதே அவர் அந்த நபரத்தில் சொல்கின்ற பொழுது எப்படி சொல்ல முடியும் என்று அந்த மலக்குமார்கள் எந்த ரூபத்தில் வருவார்கள் எந்த நேரத்தில் வருவார்கள் வருார்கள்தப்பங்கள் நான் இரவு இடத்தில் எப்படி சொல்ல முடியும் என்று அந்த நபர் இப்ராஹிம் அபிலமரத்தில் சொல்கின்றார்கள் அப்படியானால் நீ பாவம் செய்யாத என்று முடித்துக்கிட்டு ஐந்தாவதாக சொல்கின்றார்கள் ஓ மனிதா நீ மரணித்த பிறகு உன்னுடைய உன்னை வைத்த பிறகு நக்கீர் அலி ஹிஸ்லாத்து அவர்கள் வருவார்கள் வருகின்ற பொழுது அவர்களை நீ தடுத்து தடுத்து நிறுத்து அப்படி நிறுத்துவதற்கு தைரியம் இருந்தால் நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பாவம் செய்ய சொல்கின்றார்கள் அப்படி தடு தடுக்குவதற்கு முடிந்தால் நீ உலகத்தில் வாழ்கின்ற பாவம் செய் என்று இப்ராஹிம் அவர்கள் அந்த நபரிடத்தில் சொல்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் முடிந்தால் நம்மை ஒஃபாத்தான பிறகு நம்மை அடக்கி விடுவார்கள் முடிந்தால் நமக்காக துவா செய்வார்கள் இன்னும் கொஞ்சம் போனால் நம்மை பற்றி ஹைரான ஒரு விஷயங்களை பேசுவார்கள் நல்லதையெல்லாம் பேசுவார்கள் பரவாயில்ல இந்த மனுஷர் இப்படி வாழ்ந்தாரு நல்ல விதமான அமல்கள் அதிகமான இவாதத்துக்கெல்லாம் செய்தார் என்று முடிந்தால் பேசுவார்கள் இன்னும் சில பேர்கள் இருக்கின்றார்கள் நம்மை பற்றி ஷரானவற்றையும் பேசுவார்கள் வாழ்ந்தாம்ப்பா இப்படியா வாழ்ந்தா அப்படியெல்லாம் பேசுவாங்க ஆக அல்லா ரஹ்மான் நம்முடைய ஒஃபாத்திற்கு பிறகு நம்முடைய அமல்களை சொல்கின்ற பொழுது நல்லவற்றை சொல்கின்ற அளவுக்கு நம்முடைய விபாதத்துக்களை அதிகமாக செய்யக்கூடிய மக்களாக அல்லா ரஹ்மான் மனைவி ஆக்கியதுவானாக ஆக இப்ராஹிம் அது சொல்லுவார்கள் அதாவது நாம் எப்படி அவரை தடுத்து நிறுத்த முடியும் பெருமானார் சொல்வார்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களுடைய ரூபத்தில் அவர்கள் வருவார்கள் கெட்டவர்களுக்கு இப்படியும் வருவார்கள் என்று அண்ணல் பெருமாள் முகமது என்று நமக்கு எல்லாம் நல்லபடியான அதாவது நம்முடைய பிறகு நல்லவர்களாக நல்லவருடைய தோற்றத்தில் நம்முடைய ஜனாசாவை சோனத்திற்கு அழைத்து அழைத்து செல்லக்கூடிய மக்களாக நம்முடைய விவாதத்தை அதிகமாக ஆக்கிக் கொள்வோமாக நல்லவர்களுடைய தோட்டத்தில் மலக்குமார்களை அல்லாஹூ தாலா வரவைப்பான சொல்கின்றார்கள் ஆறாவதாக சொல்கின்றார்கள் அன்பு தோழரே தோழரே அல்லாஹூ தாலா கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் உன்னை கொண்டு இழுத்து வரவைப்பான் உன்னை இழுத்து வரவைப்பான் அந்த இடத்தில் கேட்பான் இறைவன் நீ நரகத்திற்கு செல் என்று சொல்லுவான் நீ நரகத்திற்கு செல் என்று சொல்லுவான் சென்றென்று சொன்னது மாத்திரமல்லாமல் மலக்குகளுக்கு கட்டளையிடுவான் இவனை நலகத்திற்கு எழுத்து செல்லுங்கள் என்று கட்டளையிடுவான் அப்போ இவங்க சொன்னாங்களா இப்ராஹிம் அது முமதுல்லா இவங்க அந்த மனிதத்தில் சொன்னாங்கன்னா அப்படி உன்னால் இறைவென்றத்தில் பேசுவதற்கு தைரியம் இருந்தால் நீ என்ன செய் இறைனிடத்தில் பேசு யா லா என்னை நீ நரகத்திற்கு அழைத்து சொல்ல சொல்லாதே சிவனத்திற்கு செல்லவை என்று உனக்கு தைரியம் இருந்தால் நீ சொல் அப்படி சொல்வதற்கு தைரியம் இருந்தால் உலகத்தில் நீ வாழுகின்ற பாவம் செய் இப்ராஹிம் அதுஹம் ரஹத்துலாலி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் பேச முடியுமா இல்ல பேசுவதற்கு சாத்தியம்தான் இருக்கா கோடான கோடி மக்கள்கள் நாம் செய்த பாவங்களுக்கு நம்மை என்ன சொல்லுவான் மலக்கத்தில் செல்லுங்கள் என்று சொல்லுவான் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இறைவனத்தில் நாம் பேசுவதற்கு சாத்தியமாகுமா அது சாத்தியத்தான் படுமா நினைத்து பார்க்க வேண்டும் சாத்தியப்படாத ஒன்று அப்படியானால் நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பாவம் செய்யாது என்று இப்ராஹிம் அதிகம் நமுதலாலி அவர்கள் அந்த நபரிடத்தில் சொல்லி காட்டுவார்கள் அந்த நபர் சொல்லுவார் அந்த நபரிடத்தில் இப்ராஹிம் அதிகம் நம்துலாலி அவர்கள் கேள்வி கேட்க வந்தவர்களுக்கு அழகான ஒரு நசீகத்தை பண்ணது மாத்திரமல்லாமல் இறைவனுடைய அச்சத்தை சொன்னார்கள் என்ற வரலாற்றை நாம் சொல்லி பிறகு அந்த நபர் சொல்லுவார் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் பாவம் செய்ய பாவத்தை விட்டும் நான் ஒதுங்குகின்றேன் என்று இறைவனிடத்தில் தொழுது கண்ணீர்வடித்து தௌபா செய்வதன் மூலமாக என்னுடைய தௌபாக்களை இறைவன் அங்கீகரித்துக் கொள்வானாக என்று அவர்கள் துவா செய்வார்கள் என்பதெல்லாம் வரலாறு ஆக உலகத்தில் வாழ்கின்ற பொழுது யாரை பற்றியும் பொறாமை கொள்வதோ அல்லது தனிப்பட்ட விஷயத்தில் நமது நாம் அவர்களிடத்தில் நாம் பேசுவதோ என்பது கூடாது நம்முடைய மனதில் என்ன இருக்க வேண்டும் இறைவனுடைய அச்சம் இருக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நமக்கு தெரிகின்றது அண்ணன் பெருமான் சல்லா அலிஸ்மே சொல்வார்கள் நாளை கையாமத்து நாளில் ஒரு மனிதனை அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் கொண்டு வரப்படும் அல்லாஹு நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பாவங்கள் எல்லாம் செய்தாய் இன்னென்ன குற்றங்கள் எல்லாம் செய்தாய் இன்னென்ன தவறுகள் எல்லாம் செய்தாய் என்று சொல்லிவிட்டு நீ நரகத்திற்கு செல் என்று இறைவன் சொல்லுவான் நீ நரகத்திற்கு செல் என்று இறைவன் சொல்லுவான் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அல்லாஹுத்தாலாவ சொல்லுவானா நான் பாவம் செய்தது நான் பாவம் செய்ததுக்கு நான் தவறு செய்தேன் என்று சொன்னீர் அல்லவா அதற்கு யார் சாகிது யார் சாட்சி என்று அந்த இறைவனிடத்தில் கேட்பானா இறைவன் வந்து நம்முடைய இருக்கின்ற எல்லா உறுப்புகளையும் பேச வைப்பான் நாம் மஃபாத்தான பிறகு நாம் நம்மால் பேச முடியாது நம்மால் பார்க்க முடியாது நம்மால் கேட்க நம்மால் பதில் கூற முடியாது இப்படி எல்லாம் இருக்கின்ற பட்சத்தில் இறைவன் யார் யாரெல்லாம் எப்படி பேசுகின்றார்கள் என்பதை கேட்க வைப்பான் யாரையெல்லாம் நம்ம யார் யாரெல்லாம் வருகின்றார்கள் நம்முடைய ஒஃபாத்திற்கு என்பதை இறைவன் பார்க்க யார் யாரெல்லாம் என்ன பேசுகின்றார் என்பதை எல்லாம் நம்முடைய கண்ணின் மூலமாக பார்க்க வைப்பான் என்று தெரிகின்றோம் நீ நரகத்திற்கு செல் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நபர் சொல்லுவான் நான் தவறு செய்து என்று இரவனிடத்தில் கேட்கின்ற பொழுது இரவன் நம்முடைய உறுப்புதலை எல்லாவற்றையும் பேச வைப்பான் என்று அல்லாஹால சொல்லிக் கட்டுவான் சொல்லுவான் அல்லவா அன்னாலில் அவர்கள் இறைவன் எப்படிச் செல்வான் என்று சொன்னால் அவர்களுடைய வாயிகளுக்கு முத்திரையிடுவான் நாம் எல்லாம் சொல்வது வழக்கம் இரவன் நம்முடைய ஒப்பாத்திற்கு பிறகு ஒரு பெரிய பூட்டு வைப்பான் என்று விடுவான் முத்திரையிட்டு விடுவான் அவர்கள் என்பதை எல்லாம் கைகள் பேசும் அது மாத்திரம் இல்லாமல் அவர் எந்த இடத்திற்கு நடந்து சென்றார் எந்த விதமான நற்காரியங்களை செய்தார் எந்த விதமான நற்காரியங்களை அவர்கள் செய்தார் எந்த விதமான கெட்ட காரியங்கள் அவர்களுடைய கால்கள் சென்றது என்பதை பற்றியும் அவர்களுடைய உறுப்புகள் பேசும் ஒது என்பதின் கட்டளையிடுவான் அவர்கள் சொல்வார்கள் நாம் உலகத்தில் என்னுடைய உம்மத்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் உலகத்தில் செய்த அமலுக்கும் உலகத்தில் எந்த ஒரு நன்மையான காரியங்கள் செய்தாலும் கூட காரியங்கள் செய்தாலும் கூட உனக்கு வீண் போகாது என்று அல்லாஹாலின் திறமுறையில் சொல்லி காட்டுவான் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாவம் செய்த நபர் அந்த ஒரு மனிதனுடைய கண்கள் இமை பேசும் எவ்வாறு பேசும் என்று சொன்னால் அல்லாவிட அனுமதி கேட்கும் அல்லாத்தான் அனுமதி கொடுப்பான் அனுமதி கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் அந்த இமை கண்களுடைய இமை மூடி சொல்லுமா இந்த இடை இந்த அடியான் பாவம் செய்தான் மின் ஹஷிய உன்னுடைய இந்த அடியான் ார் அவனை எந்த அான் பாவத்தின் மூலமாக கண்ணீர் வடிக்கின்றானோ அதன் மூலமாக அல்லாஹு தாலா நரணத்தில் இருந்து வைப்பான் என்று நீ சொல்லி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அடியான் தான் செய்த தவறிற்காக தான் செய்த குற்றத்திற்காக தான் செய்த பாவத்திற்காக மின் ஹஷ்யத்திற்க உன்னுடைய பயத்தால் உன்னுடைய அச்சத்தால் செய்த பாவத்தை நிறுத்தி இரவனிடத்தில் தௌபா செய்ததன் மூலமாக இந்த அடியான் இந்த அடியானுடைய கண்களில் கண்ணீர் வடிக்கப்பட்டான் இந்த கண்ணீர் கண்ணீரின் மூலமாக கண்ணீரின் மூலமாக இமைகளாகிய நான் நனையப்பட்டேன் நயந்தேன் என்று அல்லாஹிடத்தில் அந்த இமையை வந்து பேசுமாம் பெருமானார் சொல்லுன்னு சொல்வார்கள் அந்த கண் இமைக்கு அல்லாஹூத்தாலா அனுமதி கொடுப்பான் அப்படி அந்த கண் இமை முடி சொல்கின்ற பொழுது எந்த அடியான் என் பயத்தாலும் அச்சத்தாலும் அழகின்றனோ அவனை தான் கண்ணீர் வலிக்கின்றனோ அவனை நான் நரசத்தை விட்டு ஈரேற்ற வைப்பேன் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான் நான் செய்த நான் சொன்னது உண்மை என்று சொல்லி அந்த கண்கள் இமையும் கண்ணீர் பேசிய காரணத்தினாலும் கூட கண்ணீர்களுடைய கண்கள் நீர் கண்ணீர் வடித்ததன் காரணத்தினால் அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு சொல்லுவானான் இது ஜன்னா நீ சிவனத்திற்கு செல் என்று சொல்லி கேட்டுவான் நுழை வைப்பா என்பதெல்லாம் விரும்புகிறது அதிகமாக பதிவு <Sessly> செய்வார்கள் ஐந்து நேர தொழுகியை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக சொல்லுவான் ரமான் மதத்தில் நீங்கள் நோன்போயுங்கள் நான்காவதாக சொல்லுவான் ஜாத்தை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி காட்டுவான் ஐந்தாவதாக சொல்லுவான் வா அமரக்கும் தது ஜன்னும் அதாவது நாம் எப்படி இறைவனுக்கு நாம் எப்படி கட்டுப்பட வேண்டும் எப்படி கட்டுப்படுத்து நடந்தீர்கள் என்றால் இப்படி நாம் இறைவனுடைய சொல்லுக்கெல்லாம் பெருமானார் சல்லல்லா அலுஸ்மாவனுடைய ஹதீஸுக்கெல்லாம் நாம் கட்டுப்படுத்த நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலே சோனம் செல்வீர்கள் என்று சொல்லி காட்டுவார் ஆக இஸ்லாத்திற்கு மிக முக்கியமான காரணம் என்று சொன்னால் இத்தகுல்லா தக்குவா இருக்க வேண்டும் ஆக இந்த முக்கியமான அமல்களின் விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக சல்லல்லா அலுசிமா அவர்கள் முதலில் சொல்வார்கள் தக்குவா இறைவனை நீங்கள் அஞ்சிக் என்று சஹாபா சொல்லி காட்டுவார்கள் இந்த அமல்கள் எல்லாம் நாம் சரியாக செய்தோம் என்று சொன்னால் தக்குவாதாரிகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்மை சோனவாசிகளாக ஆக்கிக் அப்படி இல்லாமல் பிறரை பற்றி பேசுவதோ பிறரை பற்றி நாம் ஆராய்வதோ பிறருடைய தனி விஷயத்தில் நாம் நுழைப்பதோ அதாவது நம்முடைய புழக்க பாசையில் சொல்வது என்று சொன்னால் அர்த்தவர்களுடைய விஷயத்தில் மூக்கம் நுழைப்பது சொல்லுவாங்க ஆக பிறருடைய குரையில் நாம் அவருடைய அவர்களை ஆராய்வது என்பது மிக தவறு என்று சொல்லாட்டுவார்கள் அல்லாவி நீங்க அஞ்சிக் இப்படி நீங்க அஞ்சு என்று சொன்னால் எல்லா அமல்களும் நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றப்படும் எந்த அமல் செய்தாலும் அல்நாமலை அல்லாஹ் ஹுத்தால ஏற்றுக் கொள்வான் இப்படி நாம் இல்லாமல் என்று இல்லாமல் நாம் எந்த अमल எல்லா அமலையும் செய்தால் என்று சொன்னால் எந்த ஒரு பிரதிவிளிப்பும் இருக்காது என்று சொல்லி காட்டுவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் சஹாபாக்கள் இருக்கின்றபொழுதே அதீமா உபதேசம் செய்வார்கள் இன்ன உபதேசம் என்று சொன்னால் சல்கால ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹாஸது நீங்கள் பொறாமைக் குள்ளாதீர்கள் வலா தனாஜசு நீங்கள் பிறரை குறித்து அவதூறு பேசாதீர்கள் அவதூறு பேசாதீர்கள் வலா தபாகலு நீங்கள் கோபம்குள்ளாதீர்கள் வலா ததாபரு பிறரை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள் பிறருடைய தனிப்பட்ட விஷயத்தில் ஒருவரின் குறை நீங்கள் ஆராய வேண்டாம் நீங்கள் சகோதரர்கள் தான் அல்லா தல்லாத்தின் திறமையில் சொல்லி சொல்லிக் காட்டுவான் அது மாத்திரமல்லாமல் ஹதீசினும் பெருமாநார் சொல்லுவார்கள் அது மூமின் அகுல் அகுல் முஸ்லிம் நீங்கள் இன்னொரு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் என்று சொல்லி கடைசியில் சொன்னார்கள் இத்த கொல்லா நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் சல்லா அலிஸ்மார்கள் நெஞ்சில் கை வைத்தது மாத்திரமல்லாமல் அஹாகுணா அஹாகுணா என்று பெருமா நரசு சொல்லிக் காட்டுவார்கள் தக்குவாவோடு அச்சத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று பெருமா நரசல் சொல்லிக்காட்டுவார்கள் அன்றைக்குறை அல்லாஹ் அடையாளர்களே நம்முடையத்தில் தக்குவா இல்லாத காரணத்தினால்தான் நாம் இப்படி அர்த்தவர்களை பற்றி நாம் குறையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கணும் அப்படிப்பட்ட மக்களை விட்டு நம்மை பாதுகாத்துவானாக கடைசி ஒரு விஷயத்தை மாற்றம் சொல்லி நிறைவேற்றி வருகின்றேன் பெருமாநர் பெர் <laughs> உங்களுடைய உடம்பில் ஒரு அமைந்து விட்டது என்று சொன்னால் அமைந்துவிட்டது என்று சொன்னால் இரண்டாவது சொல்வார்கள் அமையவில்லை அதாவது உங்களுடைய உடல் அனைத்தும் சீராக அதாவது சதைத்துண்டு சீராக அமைந்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய உடல் அனைத்தும் சீராக அமைந்துவிடும் அப்படி அமையவில்லை என்று சொன்னால் அந்த சதைத்துண்டு கெட்டு போய்விடும் வயதா ஃபசத் ஃபசத் ஜசதல் குல்லுகு என்று சொல்லி அந்த சதைத்துண்டு என்னவென்று சொல்கின்ற அலா வஹியல் கல்பு அதுதான் உங்களுடைய இதயம் கல்பு என்று சொல்லிக் காட்டுவார்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்மாவில் ஆக இதில் இருந்து படிப்பினை தெரிவது என்று நம்முடைய இதயத்தில் ஒருவரை பற்றி குறையை நாம் ஆராயக்கூடாது தனிப்பட்ட விஷயத்தில் நாம் நுழைவது கூடாது அடுத்தவர்கள் இப்பற்றி நாம் ஆராய்வது கூடாது நம்மிடத்தில் தக்குவா இருக்க வேண்டும் அல்ல ரஹ்மான் அமரையும் தக்குவாதாரிகளாக ஆக்கியிருவானாக பெருமான் சல்லா ஹெல் சொல்வார்கள் இன்னல்லாஹலா எந்தரு இலா சுவரிக்கும் இன்னல்லாஹலா எந்தரு இலா சுவரிக்கும் அம்பாலிக்கும் நிச்சயமாக அல்லாஹு தாலா உடலமைப்பையும் உடலையும் பார்க்க மாட்டான் உடல் அமைப்பையும் உடலையும் பார்க்கமாட்டான் அதாவது வெளிரங்கத்தை பார்க்க என்று சொல்லி காட்டுவான் வெளிரங்கத்தையும் பதவியும் பார்க்க என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான் பெருமாநர் சலல்லாசன் சொல்லி காட்டுவார்கள் ஆக உலாக்கின் என்றாலும் எந்தொரு இலா குலூபிக்கும் அம்மாளிக்கும் அல்லாஹு தாலா பார்ப்பது எல்லாம் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமல்களையும் தான் நீங்கள் செய்யக்கூடிய நற்காலிங் நற்காலியங்களைத்தான் அல்லாஹு தாலா பார்ப்பான் என்று என்பதை பற்றி பெருமானார் சல்லல்லா அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் ஆகவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லே வாழும் காலகட்டத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களுடைய சுகுபத்தை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் மனைவி மக்களையும் ஆக்கியல்வானாக தாஹிர் தவானா இலம் இல்லாய் ருபிலமீன் அல்லாமுல்ல அல்லாவின் அருவதும் பெருமாநா சல்லா அஸ்மாலுடைய ஷஃபாத்தின் பெறக்கூடிய மக்களாக் ரஹ்மான் உங்களை நினை ஆக்கிடுவானா